எாருக்கும் வணக்கம் சிறுமுகை கோயம்புத்தூர் அதிகப்படுத்தி அதுல இருந்து ஏதோ குறைக்கிற மாதிரி போட்டு அப்படி பண்றது இல்லைங்க வழக்கமா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குறைச்சு ஆடி ஆஃபர்ல நம்ம இந்த சாரீஸ் கொடுக்க போறோம் இந்த இந்தியில் வந்து முடியும் இந்த சாரியுடைய ஆறாயிரத்தி இருநூறுபாய்க்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் நான் திரும்ப திரும்பவும் இதை பதிவு பண்ண விரும்புறேன் இந்த சாரீஸ் பொதுவா நம்ம பிக்ஸ் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாடி ஆஃப் சாரி ராயல் ப்ளூ பல்லூர் பிளவுஸ் கிரே கலருங்க பாடி ஆப் சாரி மெஜந்தா கலர்லயும் அதாவது ராணி பிங்க் கலர்லயும் and and இருக்குங்க. இந்த ஜரி ஜரி ஜரி, வந்து வந்து அதாவது silk 100% ஒவ்வொரு சாரி கூடீடைய body of sari ink blue color, blouse half white. பாடி ஆஃப் சாரி இங்கு ப்ளூ கலர் பல்லுவன் பிளவுஸ் இதெல்லாம் புட்டாவும் வந்துருது அண்ட் பாடி லிங்க் கூட உங்களுக்கு ஒர்க் வருதுங்க நீம் சரி யூஸ் காட்டுறோம் பாருங்க இந்த சாரீஸ்ல வரக்கூடிய பிளவுஸ் எல்லாமே பிளைன் பிளவுஸ்ங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு ஸாரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த சாரி புக் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா உடனே நம்ம அவைலபிளான்னு பார்ப்போம் அப்படி அவைலபிள்னா உடனே உங்கள் நம்பர் நோட் பண்ணி புக்கோடு ஃபார் யூமாரி ரிப்ளை உங்களுக்கு கொடுப்போங்க சப்போஸ் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு முன்னாடி வேற யாராவது கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக் ரிப்ளை வருங்க இப்ப நீங்க பாக்கிறது body of சாரி குங்குமம் red color, பலுவன் blouse, grey color. சாரியுடைய நம்பர் நான் சொல்லிடுறேன் சாரி நம்பர் எயிட் டூ இதுமே நீம் சரி ஒர்க் பண்ண சாரீங்க சாரி நம்பர் எயிட் டூ சிக்ஸ் பாடி ஆப் சாரி ப்ளூ பலுவன் இந்த கிரே கலர் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் அண்டு பிளாக் காம்பினேஷனில் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு காண்ட்ராக்ட்டும் வந்துடுது அண்டு திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணுறேங்க இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டுமே தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸாக நீங்கள் வந்து தாராளமாக purchase பண்ணலாம் ஆஃபர் ப்ரைஸுக்கு சேம் ரேட்டில் இன்னும் ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கவே பார்க்க வந்தீங்க ஏன்னா சில்க் ரேட்டு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி ஸாரீஸுடைய ப்ரைஸும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படி இருந்தும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ரொம்ப குடி சீக்கிரமே நமக்கு வந்து ஆடி பதினெட்டு வர போது பர்ச்சேஸ் பண்ணணும் கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இந்த ஆஃபர் பிரைஸ்ல இந்த அப்டேட் கொடுக்கறோம் பிளவுஸ் ராயல் ப்ளூ சரி பிங்க் கலர் ஃபுல்லாக கோல்டு சரி ல பெரிய குட்டாவா இருக்குங்க சாரியுடைய பாடி ஆர ப் பழுவன் பிளவுஸ் கிரே கலர் இந்த சாரீஸை நேரில் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காதுங்க இதை ஆன்லைனில் நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டோம் போஸ்ட் பண்ணிட்டோம் இது அப்படியே வாட்ஸ்அப் புக்கிங்கில் தான் போகுமே தவிர இந்த சாரீஸ் கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி இதே ஆஃபர் ப்ரைஸுக்கு நேரில் வந்து கேட்க வேண்டாங்க கிடைக்காதுங்க நம்ம எவ்வளோ தூரம் உங்களுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்களே உங்களுக்கு குறை குறைவான பிரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் குறைக்க முடியாதுங்க சாரி நம்பர் 829 बॉडी ஆஃப் சாரி 그린 பல்லுன் ப்ளௌஸ் கிரே கலர் இதல கோல்டன் அண்ட் சில்வர் டெஸ்டட் சாரி இல்ல பட் ஆஸ் ஆல்டர்னேட்டிவா வந்துச்சுங்க ப்ரீ பேமென்ட் ஆப்ஷன் பையட்டிங்கனா கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி கூட பர்சேஸ் பண்ணலாம் எவ்ளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்க ப்ரீ பேமென்ட்ல பர்சேஸ் பண்ணலாம் இந்தியாக்குள்ள எங்க சென் பண்ண சொல்றனால ஃப்ரீ ஷிப்பிங்ல சென் பண்ணிரோம் சாரி நம்பர் 830 பல்லுன் ப்ளௌஸ் கிரே Body of sari, Ink Blue Color, gold work cash and cash and extra 200 and 200 ஒர்க் டெலி ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு இருக்குங்க. 2-3 வந்து வாங்கும்பு உங்களுக்கு வந்து வரும் சாரி நம்பர் 832. body of sari, navy blue ாலும்னி இல்லாம வேற சாரி வந்ததுனால தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க அதுக்கு கம்பல்சரி பார்சல் ஓபனிங் வீடியோ வேணும் அதாவது பார்சல் ஓபன் பண்றதுல இருந்து அதுலயே சாரியை செக் பண்ணி எதாவது மிஸ்டேக் இருந்தா அதுலயே மென்ஷன் பண்ணுங்க கலருக்கோ குவாலிட்டி கைத்தறி மார்க்ஸ்க்கோ கண்டிப்பா பாசிபில் இல்லைங்க எதிர்பார்க்க வேண்டாங்க அதே மாதிரி இருக்கா இந்த ஆஃபர்ல இருக்கான்னு கேட்க வேண்டாங்க ஒரேடத்துல ரெண்டு புட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சேரீஸ் எல்லாம் கண்டிப்பா இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த ஆஃபர் மட்டுமே உங்களுக்கு கிடைக்குது அதுக்காக இந்த சாரீஸ் எல்லாம் ஓல்டு ஸ்டாக் கிடையாதுங்க எல்லாமே ஃபிரெஷாக்குதாங்க நம்ம கிட்ட எப்ப நம்ம வீடியோ போட்டாலுமே உடனே உடனே எல்லா சாரியுமே சோல்ட் ஆகிறதுனால எப்பவுமே நம்ம கிட்ட ஃப்ரெஷ்டாக்குதாங்க இருக்கும் தேங்க்யூ